அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவேன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க ஏன் நம்ம பார்க்க போகிறது அக்ஷய திருதி பற்றி தான் பார்க்க போறேங்க வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று பதினாலாம் தேதி வந்து அக்ஷய திருதி வருதுங்க அன்னைக்கு ஐந்து விதமான பொருட்கள் நம்ம வீட்டில் வாங்கி வச்சா செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க இந்த ஐந்து விதமான பொருட்கள் வந்து உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை வந்து எப்படி செய்யணும் என்ன மாதிரி திங்ஸ் நம்ம வச்சு நம்ம வழிபடணும் லட்சுமி குபேர பூஜை அப்படின்றதுக்கான விளக்கமும் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க இப்ப அக்ஷய திருதி பொதுவாக வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் தங்க நகைகள் வாங்குவோம் காயின்ஸ் அது வாங்கி வைப்போம் அப்படி இல்லைன்னா வெள்ளி காயினோ இல்லை வெள்ளி பொருட்களோ வாங்குவோம் இல்லை ரொம்ப வசதியான இருக்கவங்கன்னா வைரம் வாங்குவாங்க இல்லை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறது மனை வாங்குறது அதுக்கு உகந்த நாள் வந்து அக்ஷய திருதி தாங்க கண்டிப்பா நிறைய பேர் வந்து இது வாங்குவோம் ஆனா நம்ம ஒரு ஐந்து விதமான பொருட்கள் வந்து வாங்கும் போது மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத உங்களுக்கு பின்னாடி நான் சொல்றேன் அக்ஷயம் அப்படின்றதுனா அக்ஷயா என்ற சொல்லும் வந்து சம்ஸ்கிருதத்துல வந்து எப்போதும் குறையாதது என்று பொருளுங்க அக்ஷயா அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல அந்த நாள் வந்து என்ன விசேஷமான நாள்னு பாத்தீங்கன்னா திருமாலின் பத்து அவதாரத்தில் ஒரு அவதாரமான பரசுராமன் அவதாரம் இருக்கு இல்லைங்களா பரசுராமர் பிறந்த நாள் தான் அந்த நாள் அக்ஷய திருதி அன்னைக்குதான் பிறந்தாரு பத்து அவதாரத்துல ஒரு அவதாரமான பரசுராமர் பிறந்த நாள் தான் அன்னைக்கு கொண்டாடப்படுகிறதுங்க அடுத்து கங்கை நதி வந்து இந்தியாவின் மிக புனிதமான புண்ணி நதியாக கருதப்படுகிறது வந்து கங்கை நதிங்க அன்னைக்கு சொர்க்கத்துல இருந்து பூமிக்கு வரவளைத்த நாளே வந்து அக்ஷய திருதி நாள் அப்படின்றத மாதிரி சொல்றாங்க இது வந்து சித்திரை மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசையில இருந்து மூன்றாவது நாளா கொண்டாடப்படுகிற நாள் வந்துதான் அக்ஷய திருதிங்க அன்னைக்கு சிறப்பான நாட்கள் சிறப்பான நாள் அன்னைக்கு நம்ம வந்து வருஷம் வருஷம் நம்ம வந்து பூஜை செய்யறது வழக்கம் அது லட்சுமி குபேர பூஜையா இருக்கட்டும் நம்ம தங்க நைகள் வெள்ளி நைகள் வாங்குறதா இருக்கட்டும் ரொம்ப விசேஷமான நாள் அது இல்லைன்னு சொல்ல எதுவுமே இல்லாத ஒரு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா தங்கம் வெள்ளி வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பாங்க அப்ப முக்கியமான இந்த ஒரு ஐந்து பொருட்கள் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் நீங்க வாங்கி வச்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க அந்த ஆண்டே வந்து உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத இப்ப நம்ம இந்த மாதிரிதான் பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி தானங்களை பத்தி சொல்லலாம் தானங்களை பார்க்கலாம் அன்னைக்கு வந்து அன்னைக்கு தானம் கொடுத்தா மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தானம் நம்ம கொடுக்கும்போதே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு பொருளுங்க ஒரு அர்த்தம் இருக்கு நம்மளுக்கு என்ன தானம் செஞ்சாலும் அது பல மடங்கு நம்மளுக்கு கொடுப்பாங்க கடவுள் கொடுப்பாரு அப்போ என்னென்ன தானம் கொடுப்பாங்க நம்ம அன்னைக்கு மெயினாக அன்னதானம் கொடுப்பாங்க அன்றைக்கி விசேஷமானது வந்து அன்னதானம் அன்னதானத்தில் தயிர் சாப்பாடு கொடுத்தா ரொம்ப விசேஷங்க அன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு நிறைய பேர் வந்து அன்னதானம் தான் கொடுப்பாங்க அதனால் நீங்கள் அன்னதானம் கொடுக்கறத விட பொருள்தானங்கள் கொடுங்க உடைகள் கொடுங்க விசிறி கொடுங்க நீர்மோறு சாப்பாடு வந்து நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க அன்னைக்கு கொடுப்பாங்க சப்போஸ் நீங்கள் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனாலும் சந்தோஷம் தான் அது தயிர் சாப்பாடுன்னு தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதில் வந்து நீர்மோறு விசிறி உடைகள் ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து உடைகள் தானம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதனால இந்த மாதிரி வந்து நம்ம தானத்தை கொடுக்கலாம் நம்ம அன்னதானம் கொடுத்தா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஒரு தேடி வரும்ன்றது ஒரு ஐதீகம் இருக்கு ஏன்னா அவங்க பசி ஆற்றி நம்ம சந்தோஷப்படுறோம் அது மனசார நம்ம செய்யும் அவங்க மனதார வாழ்த்துவாங்க நீங்க நல்லா இருக்கணுமா எல்லா செல்வங்களும் கிடச்சி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மன மாற எல்லாருமே வாழ்த்துவோம் ஏன்னா நம்மளுக்குன்னாவே பசி வந்தாவே நம்ம யாராவது சாப்பாடு போட்டாலும் நம்ம அப்படி நினைப்போம் எல்லாருக்குமே அந்த டைம் ஆனால் பசிக்கும் அது நம்ம எல்லாருக்குமில்ல இருக்குது இருந்தாலும் அந்த டைமில் அன்றைக்கி ரொம்ப சாப்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப ஏழ்மையான ஒரு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்து உதவுறது தவறு கிடையாது அன்னதானம் கொடுத்தா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தானத்திலே சிறந்தது வந்து அன்னதானம் தான் அது முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாங்க அன்னதானம் கொடுக்கலாம்னா நிறைய பேர் அன்றைக்கி அன்னதானம் கொடுக்கறதுனால நீங்கள் பணம் தானம் கொடுங்க அதாவது ஒரு நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது ரூபா நோட்டாக பிரித்துக்கோங்க ஒரு பத்து பேருக்கு வந்து ஐம்பது ஐம்பது ரூபா நோ கொடுங்க தவறில் அன்னதானத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து பணமாக கொடுக்குறீங்க கொடுக்கும்போது மிகப்பெரிய அந்த வருஷமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தொழிலாகட்டும் வேலையாகட்டும் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு நீங்கள் வளர்க்க வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வளர்ந்து நிற்பீங்க அதாவது பிஸ்னஸில் வந்து ஒரு குரோத் இருக்கும் அதுதான் வந்து பொருள்தானத்தில் கொடுக்கறது நான் சொல்கிறேன் பொருள்தானம் வந்து அன்னதானம் பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம பணம் கொடுத்தா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அது நம்ம மனசார கொடுக்கணும் ஐயோ இவங்க சொல்லிட்டாங்களே நம்ம பணம் கொடுக்கணுமே அப்படிங்க நினைக்கக்கூடாது நம்ம கொடுத்தா அது மிகப்பெரிய ஒரு அந்த நாளில் அக்ஷய திருதி கொடுக்கும்போது அந்த வருடமே வந்து உங்களுக்கு செல்வு செழிப்பு ஏற்படும் மிகப்பெரிய ஒரு லெவலில் நீங்கள் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய சான்சஸ் இருக்குது அதனால நீங்கள் வந்து அன்னதானமும் கொடுங்க முடிந்த அளவுக்கு பொருள்தானதுன்னு நான் சொன்ன மாதிரி பணம் கொடுங்க ஐம்பது ரூபா நோட்டாக நீங்கள் கொடுங்க ஒரு பத்து பேருக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க பொருள்தானன்னு பார்த்தீங்கன்னா உடைகள் கொடுக்கலாம் பெட்ஷீட் கொடுக்கலாம் உடைகள் அவங்க உளுத்துற உடைகள் கொடுக்கலாம் விசிறி நீர்மோறு இந்த மாதிரி வந்து தானங்கள் கொடுத்தா மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க இது வந்து மனதார கொடுக்கணும் நம்ம கொடுத்துட்டோமே இன்றைக்கி வந்து நம்ம இவ்வளோ செலவு பண்ணிட்டோமே இந்த காசு நம்மளுக்கு போயிடுச்சு இப்படி செலவு பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கொடுக்க தேவையில்ல மனதார எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கணும் தானம் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா ஜாதத்தில் இந்த குரு பகவான் பார்வை சனி பகவான் இப்படி பார்க்குறாரு சுக்கரன் வந்து நம்ம பார்வை இருக்கு அப்படின்ற மாதிரி ஜாதகத்துல இருக்கு இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு யோகமா மாறும் இது நீங்க கொடுக்கறது மூலிமா இந்த வருடமே நீங்க செல்வ செழிப்பு ஏற்படும் உங்களுக்கு எது நீங்க கொடுக்குறீங்களோ அது பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த அக்ஷயம்ன்ற அர்த்தம் அர்த்தம் அக்ஷய திருதி அதுதான் அதுக்கான விளக்கம் அது அன்றைக்கி நம்ம வந்து லக்ஷ்மி பூஜை எப்படி செய்யணும் லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை வா அந்த சிலை இல்லைனாக்க உங்களுக்கு ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோ வாங்கி வைங்க வாங்கி வச்சுட்டு பால் பழம் வெட்டலைப்பாக்கு ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கிது அந்த ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் மகாலக்ஷ்மி அம்சமான நம்ம சந்திரன் அன்னைக்கு வந்து நம்ம மூன்றாம் பிற இல்லைங்களா அன்னிக்கி அதனால ஒரு பாயாசம் வைங்க பால் பாயசம் வச்சா ரொம்ப சிறப்பானது அதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழங்கள் வச்சு பால் பாயசம் வச்சு நீங்கள் அன்னைக்கு வழிபடுங்க ஃப்ரூட்ஸை வச்சு நீங்கள் வழிபட்டால் போதுமானது அன்றைக்கி லக்ஷ்மி குபேர மந்திரம் இருக்கு இல்லைங்களா அது ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் சரிங்களா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள் குபேர மந்திரம் வந்து கண்டிப்பாக அது வந்து நூற்றி முறை சொன்னீங்கன்னா நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாளாக அமையும் வருடமே உங்களுக்கு ரொம்ப செல்வ செழிப்பு ஏற்படும் ஐந்து பொருட்கள் நான் சொன்னேன்ல வீட்டில் வாங்கி விற்கக்கூடிய ஐந்து பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வாங்கக்கூடியது கல்லுப்பு அடுத்து மஞ்சள் கொம்பு சொல்லுவாங்க இல்லைங்களா மஞ்சள் கொம்பு அது மஞ்சள் கொம்பு வாங்கிக்கோங்க அடுத்து அரிசி வாங்கிக்கோங்க அடுத்து பருப்பு வாங்குங்க அடுத்தது ஸ்வீட்டில் வந்து வெள்ளம் இந்த ஐந்து வகையான பொருட்கள் வாங்கி வைக்கும்போது இந்த வருடமே உங்களுக்கு செல்வம் குறையாத ஒரு மகாலட்சுமி அம்சமுடைய ஒரு பொருட்கள் தான் நான் சொல்லியிருக்கேன் அந்த லக்ஷ்மி குபேர பூஜையும் செஞ்சுட்டு இந்த பொருள்னு நீங்கள் வாங்கி வைக்கும்போது அந்த வருடமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமாக மாறத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க இந்த முரணை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருமே நல்லபடியாக வருவோம் இருந்தாலும் இந்த தடவை புதுசான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் பணத்தை தானமாக கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் போன தடவை வந்து அன்னதானம் கொடுங்க மற்ற எல்லா விஷயமும் சொல்லியிருப்பேன் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் தான் ஆனால் அன்னைக்கு நிறைய பேர் கொடுப்பாங்க அன்னைக்கு பணம் யாரும் கொடுக்க மாட்டாங்க அதனால் அன்னைக்கு பணத்தை கொடுங்க கொடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உங்களை தேடி வரும் அது பிஸ்னஸ் ஆகட்டும் உங்களுக்கு ஜாப் ஆகட்டும் இல்லை அப்ராட் போகணும் நிறையா கனவுகளோடு இருப்பீங்க நீங்கள் அப்போ வந்து கண்டிப்பாக சீக்கிரம் நிறைவேறக்கூடிய நாள் வந்து இந்த வருடமாக அவங்களுக்கு அமையும் அதனால கண்டிப்பாக வந்து பொருளை வந்து தானமாக கொடுங்க செஞ்சு பாருங்கள் இந்த வருடம் வந்து பொருளை வந்து தானமாக கொடுங்க உங்கள் பணத்தை கொடுங்க மெயினாக கொடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு நீங்கள் வளர்ந்து வருவீங்க வெற்றி நிச்சயம்